नीति मांड वेद नान रे या अल्लालगमे सुभा अल्लाह उलगमार सुभा वेदों அல்ல உலகதுதான் அல்ல ய அல்ல உலகம் வாருதான் அல்ல பண்புடனே பறவை எல்லாம் வாழவே பண்புடனே அன்புடனே மிருகமில்லா வாழுதே அன்புடனே நன்றி செய்யாமலே நேர்மை இல்லாமலே அந்தோ மனிதன் தனிமை மாறுது யா அல்லா யா அல்லா உலகம் மாறுது சுமான் அல்ல யா அல்லா உலகம் மாறுது சுமான் அல்லா வேதம் ஏன் ஏதும் நானே நேற்ற அல்ல உலகம் நே சுல்ல அல்ல உலகம் நே சுருணை நி அருளே நே தோண்டின கருணை நபி கருணை நபி அருளனவே தூந்தினா கருணை நபி அறிவு தரும் ஒளி விளக்கை தூந்தினா அறிவு அறியாமை பிறந்தது புது வாழ்வும் அறியாமை பிறந்தது புது வாழ்வும் இந்த இருளையில் நினைத்தம் யா அல்ல ya allah ulagom marade subhanallah ya allah ulagom marade subhanallah ne bhi mandadun ye vedam mudade edun na nariye na nariye ya allah ulagom marade subhanallah ya allah ulagom marade subhanallah ya allah ulagom marade subhanallah